வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹியர் கலைச்செல்வி பேசுறேன் கடக லக்னத்தை கடக லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அந்த வீட்டுக்குண்டான அதிபதி சந்திர பகவான் நல்ல நாலஜபிளான பர்சனா இருப்பாங்க அறிவாற்றல் நல்லா இருக்கும் பேச்சு திறமை சூப்பரா இருக்கும் இவங்கிட்ட யாரும் பேசி ஜெயிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து சூப்பராக பேசுவாங்க ஆனால் மென்மையும் கூட அதே மாதிரி அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதில் இருப்பாங்க கேட்ரிங் பண்றவங்களும் இருப்பாங்க நிறைய ஹோட்டல்ஸ் மண்டபம் இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து இவங்க கால்பதிக்கூடியது விவசாயினு எடுத்துக்கிட்ட சந்திரபகவான் விவசாயமும் கூட செவ்வாயோட சேர்ந்து இருந்ததுன்னா அதாவது உங்க லக்னத்தில் வந்து செவ்வாய் சந்திரன் எல்லாம் சேர்ந்திருந்தா பூமிகாரங்க நம்ம சொல்லுவோம் செவ்வாய் அந்த விளைச்சல்கள் விவசாயம் பண்றது இந்த மாதிரி விவசாய தொழில் அவங்களுக்கு இருக்கும் பரம்பரை தொழில் அவங்களுடைய குலத்தொழிலா செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கடகலகணக்காரங்க அப்பா வழி துறை எதுனாலும் அவங்க பிசினஸ் பண்றதா இருந்தீங்கன்னா அவங்க அப்பா வழியில என்னென்ன பண்றாங்களோ வந்து இவங்க எடுத்து பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் ஒரு நல்ல கேரக்டர் ஒரு மென்மையான கேரக்டர் சொல்லலாங்க ஆயுள்யாவும் மூணுத்துக்கும் சேத்து தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்க லக்ன புள்ளி ஆயுளத்துல உக்காந்து இருந்தது அப்பாக்கும் அவருக்கும் நிறைய கான்ட்ரவர்சி வருங்க செட் ஆகாது ஒத்து போகாது நிறைய விஷயங்கள் வந்து வாக்குவாதங்கள் வீட்டுல வரும் அப்பா வழி உறவுகளும் சித்தர்கள் வாழ்ந்த பரம்பரையா இருக்கும் ஆன்மீக நாட்டம் ஆன்மீக சிந்தனை இந்த சொற்புரிவு எல்லாம் செய்யறாங்க இல்லைங்களா மண்டபத்துல கோயில்கள்ல சில கோயில்கள் சொற்பொழிவு அந்த மாதிரி வந்து ஒரு சொற்பொழிவு கொடுக்கக்கூடியவங்க இவங்க பரம்பரையில் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து ஆன்மீக நாட்டம் ஆன்மீக சிந்தனை இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் டிராவல் நான் சொன்ன மாதிரி ஆன்மீக சிந்தனை அப்படின்னாவே நம்ம ஸ்பிரிச்சுவல் தான் கண்டிப்பாக இந்த சப்ஜெக்ட் குள்ள கண்டிப்பா அவங்க வருவாங்க அதன் மூலயமா இவங்க அவங்களுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எப்படி சொல்றதுன்னா எப்படியே மருத்துவத்துறையில ஒரு கால்பதிச்சு பேர் வாங்குறாங்க கண்டிப்பா சந்திரோட செவ்வாய் சேரும் போது கண்டிப்பா மருத்துவத்துறையில ஒரு கல கலக்குவாங்க இவங்க நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த கடகலகணக்காரங்களுக்கு இருக்கு இயல்பாவே அதே மாதிரி அரசு துறை சார்ந்து இருப்பாங்க கேட்ரிங் நான் சொன்ன மாதிரி கேட்ரிங்ல இருப்பாங்க இவங்க பரம்பரையில நான் சொன்னது வந்து என்னன்னா லக்ன புள்ளி பூசமா இருந்தது அப்படின்னா இவங்களுடைய பரம்பரையில வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் வாழ்ந்த இறந்திருப்பாங்க கண்டிப்பா அதை எடுத்து பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் கோயில் கும்பாபிஷேகம் எடுத்து நடத்துறவங்களா இருப்பாங்க அதாவது அவங்களுடைய முன்னோர்கள் எடுத்துக்கிட்டாங்க தாத்தாக்கு தாத்தா அப்பா அப்பா வழி உறவுல நான் சொல்றேன் அவங்க வழியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய நூறு சதவீதம் இருக்கு நான் சொன்ன மாதிரி மென்மையான கேரக்டர் அமைதியான கேரக்டர் புத்திசாலித்தனம் அதிகம் சிக்கனமா இருப்பாங்க எங்க பேசணுமோ அங்க மட்டும்தான் பேசுவாங்க அதிகமா பேச மாட்டாங்க பேசுற இடத்துல சந்திரன் வந்து தன்னிச்சையா இருந்த சந்திரன் தனிமையா இருக்காரு அப்படின்னா ரொம்ப தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறவங்க இவங்களா இருப்பாங்க சந்திரனோட சனி ராகு கேது சேர்ந்து இருந்தது அப்படின்னா ஒரு குழப்பவாதியா இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயம் யாரோ சொல்லிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறது அதாவது லக்னத்திலேயே நான் சொல்கிறேன் லக்னத்திலே சனியோட ராகுவோ கேதுவோ சனியோ சந்திரனோட சேர்ந்து இருந்தா மனக்குழப்பங்கள் மனப்பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லாத விஷயத்த வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க நைட்டில் தூங்க மாட்டாங்க அன் டைமில் தான் தூக்கம் வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போவோம் ஆனால் தனிச்ச சந்திரனா இருக்காரு இருக்காங்க கடக லக்னத்தில் அப்படின்னா மிக உயர்ந்த பதவியில் இருப்பாங்க எப்போ வந்து இவங்க ஐடி ஐ டில இருக்கிறவங்களும் இருக்காங்க ஐடி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஹர்ஆராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸரா இருப்பாங்க இந்த மாதிரி ஹையர் போஸ்டிங்ல தான் இருப்பாங்க அதே மாதிரி லவபிள் கேரக்டர் கூட இவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறதில் கண்டிப்பா வந்து இவங்களை பாராட்டி ஆகணுங்க நல்ல உதவி செய்வாங்க அந்த விஷயத்துல வந்து கடக்கலக்கணக்காரங்க முன்னாடி வந்து நிற்பாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறதாகட்டும் இலக்கணம் மனசுன்னு சொல்லுவோம் அதெல்லாம் கடக லக்னத்துக்கு இருக்கு இயல்பாவே இருக்கு கடகலக்னத்துல சந்திரன் என்ன பலன் அப்படின்றத பார்த்துட்டோம் அதோட ராகு கேது சனி பகவான் சேர்ந்துருதா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம் இப்ப அடுத்த கட்டத்துக்கு சிம்மத்தில் சந்திரன் வராரு சந்திரன் இருக்காரு உங்க ஜாதகத்துல சிம்மத்தில் அப்படின்னா அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி புத்தி கூர்மை அதிகமா இருக்கும் பேச்சாற்றல் நல்லா இருக்கும் ஒரு அரசு வேலையில தான் இருப்பீங்க என சந்திரன் சூரியன் தான் மெயினான ஒரு கிரகம் இந்த நவ கிரகத்திலேயே ராஜா ராணின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி அதே மாதிரி நல்ல ஒரு பதவியில் இருப்பீங்க மூன்றாம் இடம் நல்ல தைரிய இருப்பீங்க புத்திசலித்தனமாகவும் இருப்பீங்க நண்பர்கள் வட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும் அதே மாதிரி நான்காம் இடம் அதாவது துலாம்ல துலாம்ல சந்திரன் இருக்கும்போது கலை சம்பந்தப்பட்ட துறைகளில் ஏதாவது இருப்பீங்க நீங்கள் அதாவது எல்லா விஷயமும் எடுத்துக்கலாம் முக்கியமாக சினிஃபீல்டில் எடுத்துக்கலாம் கலை சார்ந்த துறை அதே மாதிரி பியூட்டிஷியன் ஸ்பா வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சந்திரன் வந்து துலாமில் இருக்கும்போது இந்த மாதிரி கலை சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பீங்க அதே மாதிரி அனிமேஷன் ஃபோட்டோஷாப் வீடியோ எடுக்கிறது எடிட்டிங் பண்ணுறது இதெல்லாமே வந்து இந்த துலாமில் சந்திரன் இருக்கும்போது இது நடக்கும் சந்திரன் இருக்கும் போது என்ன விருச்சகத்துல உங்களுடைய ஒரு ஹீலரா இருப்பீங்க மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு வளர்ந்து நிப்பீங்க அதே மாதிரி தனுசுல சந்திரன் தான் என்ன பலன் அதாவது விருச்சகத்துல வந்து பாத்தீங்கன்னா நீச்சம்தான் சந்திரன் என்ன அந்த இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று உங்களுடைய ஜாதகத்துல செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்துருந்தாவே அது மருத்துவர்தான் அது நீச்சம் பெற்ற சந்திரனா இருந்தாலும் நான் சொல்றேன் நீச்சமா இருக்கேன் என்னங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீங்க செவ்வாயோட வீடு செவ்வாய் கூட சேர்ந்துருந்தார்னா கண்டிப்பா வந்து நீங்க ரியல் எஸ்டேட் பண்றதாகட்டும் மருத்துவத்துறையில் சாதிக்கிறதாகட்டும் எல்லாமே நீங்க பண்ணுவீங்க தனுசுல சந்திரன் இருந்தா என்ன பலன் தனுசு வீட்டில் சந்திரன் இருந்தானா ப்ரொஃபஸராக இருப்பீங்க டீச்சிங் லைனில் நீங்கள் இருப்பீங்க நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவீங்க காலேஜில் காலேஜில் ப்ரொஃபஸராக இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சந்திரன் மகரத்துக்கு வந்தால் என்ன பண்ணுவாங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் உங்களோட கேரக்டர்லாம் சொல்லியாச்சு அந்த துறை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் மகர வீட்டுல வந்து சனியோட வீடு அந்த வீட்டுக்கு சந்திரன் வந்தாரு அப்படின்னா டைரக்டா அவர் வீட்டையே அவர் பாப்பாரு கடக லக்னத்தை வந்து டைரக்டா பார்ப்பாரு அதனால அரசு உத்தியோகத்துல கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நீர் சம்பந்தப்பட்ட அதாவது தண்ணி கேனோ இல்ல கேட்டரிங் பிஸ்னஸோ இந்த மாதிரி பண்றதுக்கு உண்டான சான்சஸ் அதிகம் ஒரு லேபரை வச்சு வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு நீங்க திறமையா இருப்பீங்க திறமைசாலியா இருப்பீங்க அதே மாதிரி கும்பத்துல சந்திரன் தான் என்ன பலன் கும்பத்துல சந்திரன் வரும்போது பதவியில தான் நீங்க இருப்பீங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும் கும்பத்துல அது கும்பமும் வந்து சனியோட வீடுதான் சந்திரன் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு பதவியில இருப்பீங்க நீங்க சொல்றத நாலு பேர் கேட்பாங்க அந்த அளவுக்கு இருப்பீங்க அதே மாதிரி மீனத்தில் சந்திரன் வரும்போது என்ன பலன் அது குருவோடைய வீடு இல்லைங்களா நான் சொன்ன மாதிரி டீச்சிங் லைன்ல அப்ராட் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அந்த இடத்துல சந்திரன் இருக்கும் போது வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு ஐடி துறையில் இருப்பீங்க நீங்க அதே மாதிரி மேஷத்தில் சந்திரன் வரும்போது சந்திரன் இருக்கும்போது பலன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மருத்துவத்துறையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய ஜாஸ்தி ஓன் பிசினஸ் அப்படின்னா அப்பா வழியில் என்ன தொழில் நீங்க தன் தாய் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வாய்ப்புகள் அதிகம் கடக லக்னக்காரங்களுக்கு நான் சொல்றேன் கடக லக்னக்காரங்களுக்கு சந்திரன் வந்து ரிஷபத்துல இருந்ததுன்னா வீட்டையே ஆளுமை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்க தாய்க்கு இருக்கும் அவங்க தாய் பேச்சு கேட்டு நடந்தாங்கன்னா மிக உயர்த்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி தாய் வந்து மிக உயர்ந்த பதவியில இருப்பாங்க அந்தஸ்து இருப்பாங்க இவங்க என்ன பீல்டுல இருப்பாங்கன்னா நான் சொன்ன மாதிரி கலைத்துறையில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி அதுக்கு முயற்சிகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க நடிப்புக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது வந்து சினிஃபீல்டுக்குள்ள இருக்கும் அடுத்து மிதனத்தில் இருந்தாங்கன்னா ரொம்ப பேச்சாற்றல் பேச்சு திறமை பட்டிமன்ற பேச்சாளராக கூட வரலாம் அந்த அளவுக்கு வந்து புத்தி கூர்மை அதிகம் நல்ல படப்படன்னு பேசுவீங்க மனசில் எதுவுமே வச்சிக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு வெகுளியாக இருப்பீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதாகட்டும் எல்லாமே வந்து நீங்க முன்னாடி நின்று செய்வீங்க நல்ல நாலேஜு பர்சனா இருப்பீங்க புதன் வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் நிறைய தடவை நான் சொல்லிட்டேன் மிதனத்துக்கு புதன் வீடு அந்த வீட்டில் சந்திரன் வரும்போது கலைகளை தானாக கத்துக்கக்கூடிய விதை தெரிஞ்சவங்களா இருப்பீங்க மற்றவங்க யாரும் சொல்லியே தர தேவையில்லை அந்த அளவுக்கு நீங்க எல்லா ஃபீல்ட்லயுமே வந்து கால் பதிச்ச ஒருவராக இருப்பீங்க நீங்க பேசும்போது மற்றவங்க கேட்பாங்க இவங்க இன்னும் கொஞ்ச நேரம் பேசுனா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அவங்க பேச்சே வந்து ரொம்ப மென்மையான பேச்சா இருக்கும் கடக்கலக்கணக்காரங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல கேரக்டருங்க எப்படி சொல்றதுனா பல துறையில் கால் பதிச்சவங்களா இருப்பீங்க அது முக்கியமா வந்து நிலம் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் மண்டபம் இது எல்லாம வந்து கடகல கணத்துக்குரியது வேலையில் இருக்கீங்கன்னா ஐடியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு ஹையர் லெவல் பொசிஷனில் தான் இருப்பீங்க நீங்க ஒரு சாதாரண ஒரு லெவலில் நீங்க இருக்கவே மாட்டீங்க ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் சிம்ம வீடு ஒரு ராஜா அப்படின்னா கடக வீடு ஒரு ராணிமதி நவகரகத்தில் அது காலச்சக்கரத்துக்கு எத்தனாம் வீடு நாலாம் வீடு தாய்ப்பாசம் அதிகமாக இருக்கும் தாய் பேச்சு கேட்டு நடந்தா இவங்க லெவலே வேற லெவலா மாறும் ஆனால் சில கான்ட்ரவர் வரும் தாய்க்கும் இவங்களுக்கும் கட கலக்கணக்காரங்களுக்கும் தாய்க்கும் இருந்தாலும் தன் தாய் பேச்சு கேட்டு நடந்தாங்கன்னா இன்னும் அருமையா இருக்கும் இவங்களோட முன்னேற்றம் அசுர வளர்ச்சியா இருக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள ஜிவன் எனர்ஜி ஹிலிங் தரப்பே கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்